பத்து நிமிட கால் பயிற்சி வெறும் பத்து நிமிடங்களில் வீட்டில் செய்ய வேண்டிய பயிற்சிகள் நம் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருப்பது உடலை சுறுசுறுப்பாகவும் வடிவத்துடனும் வைத்திருக்க ஒரு தவிர்க்கவும் இல்லை இப்போது நேரமின்மை ஒரு காரணமல்ல என்றாலும் தனிமைப்படுத்துதல் உடற்பயிற்சி கூடங்களுக்கு இயந்திரங்கள் மற்றும் குழு வகுப்புகள் செய்யவோ அல்லது பூங்காவில் ஜாகிங் செல்லவோ முடியாமல் விளையாட்டு நடைமுறைகளை மறந்துவிடலாம் நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்தாலும் அல்லது குழந்தைகளுடன் வாழ்ந்தாலும் தினமும் காலையில் பத்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யவும் மற்றும் வடிவத்தில் இருக்கவும் முடியும் இதனால் ஜிம்மிற்கு செல்வது குறிப்பாக கடினமாக இருக்கும் கால்கள் வயிறு அல்லது பிட்டம் போன்ற நாம் சிறப்பு கவனம் செலுத்தும் உடலின் பாகங்களை உடற்பயிற்சி செய்ய அந்த நேரம் போதுமானது உங்களுக்கு எந்த வகையான பொருட்களும் தேவையில்லை எடிகள் அல்லது மீள் பட்டைகள் இல்லை உங்கள் வீடு உங்கள் புதிய ஜிம்மாக இருக்கும் தொடங்குவதற்கு முன் ஒரு வெப்பமயமாதல் கட்டம் அவசியம் முழங்கால்களை கொண்டு வருதல் அவற்றை மார்புக்கு உயர்த்துவது கைகளை மேலேயும் கீழேயும் நகர்த்தும் போதும் சுழற்றுவதற்காகவும் இயங்குவது விரைவான மற்றும் பயனுள்ள வழியாகும் சூடு மற்றும் காயம் தடுக்க சூடாக ஒரு நிமிடம் எடுத்துக் பத்து நிமிட பயிற்சியை முடிக்க நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டு முறை செய்ய வேண்டிய ஏழு பயிற்சிகளின் அட்டவணை இங்கே பயிற்சிகள் ஒன்று மற்றும் இரண்டு ஜம்பிங் ஜாக்கள் மற்றும் முன் காலம் ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கும் முப்பது வினாடிகள் தொடங்க ஒரு சிறிய காரடியில் முதல் உடற்பயிற்சி செய்ய கொதிக்கும் போது உங்கள் கால்களையும் கைகளையும் ஒரே நேரத்தில் திரக்க வேண்டும் உங்கள் கால்களை தரையில் தரையில் வைக்காமல் கவனமாக இருங்கள் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து தசைகளையும் சூடாக்க மற்றும் வேலை செய்ய இது ஒரு சிறந்த வழியாகும் முடிவில் நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு செல்கிறோம் இடது மற்றும் வலது கால்களால் முன் உதவி உதைக்க நேராக இருக்கவும் உடற்பயிற்சி மூன்று குந்துகைகள் காலம் இரண்டு மூன்று பூச்சியம் வினாடிகள் காயத்தை தவிர்க்க இந்த பயிற்சியை சரியாக செய்வது முக்கியம் முதலில் கால்களும்ோள்களும்பிடு நகர்த்தது வைத்திருக்க வேண்டும் இந்த நிலை கிடைத்தவுடன் நாம் உட்கார போல் கீழே இறங்கி உடற்பயிற்சியை மீண்டும் செய்ய கவனமாக வேலை செல்வோம் உடற்பயிற்சி நாங்கு சுவர் உட்கார்ந்து காலம் ஒன்று நிமிடம் இந்த உடற்பயிற்சி இரண்டு கால்கள் மற்றும் வளைத்து முழங்கால்கள் தொண்ணூறு திகிரை கோணத்தை உருவாக்கும் இந்த தோரணை ஒரு நிமிடம் இருக்க வேண்டும் உடற்பயிற்சி வைந்து நுரையீரல் காலம் முப்பது வினாடிகள் முன்னேறும் போது கால் செய்யும் போது வயிற்று தசைகள் வேலை செய்ய முதுகு நேராகவும் அடிவயற்றை உறுதியாகவும் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் இது ஒவ்வொரு காலுடனும் பதினைந்து முன்னேற்றங்களை செய்கிறது தொண்ணூறு திகிரை கோணத்தை உருவாக்கும் வரை உடலை குறைக்கிறது உடற்பயிற்சி ஆறு நாற்காலில் காலம் இருபது மறுபடியும் முப்பது வினாடிகள் இந்த பயிற்சிக்கு பெயர் குறிப்பிடுவது போல உங்களுக்கு ஒரு நாற்காலே தேவைப்படும் நீங்கள் உங்கள் முதுகை வைத்து அதன் பக்கங்களில் உங்கள் கைகளை வைக்க வேண்டும் நீங்கள் நிலையை ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் கைகளால் சக்தியை மட்டுமே பயன்படுத்தி குறைக்கவும் உடற்பயிற்சி ஏழு பலகை காலம் ஒன்று நிமிடம் இந்த பயிற்சி எளிமையானது ஆனால் அதே நேரத்தில் கடினமானது மற்றும் பயனுள்ளது நீங்கள் உங்கள் முன்கைகள் மற்றும் உங்கள் கால்களின் பந்துகளை தரையில் வைத்து முகத்தை படுத்துக் கொள்ள வேண்டும் முதுகின் நிலை முற்றிலும் நேராக இருக்க வேண்டும் அதனால் வயிறு பகுதியில் பதற்றம் உணரப்படுகிறது பேக்கெடை ஆரோக்கிய குறிப்புகள் சேனலை குழு சேர மறக்காதீர்கள்